அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எனர்ஜி ஹீலிங் திருப்பிலேருந்து பேசுறேங்க ஏனைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்குண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க குரு பயிற்சிக்கு உண்டான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு குரு பகவான் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மீனம் வீட்டுக்கு வராரு கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி குரு பயிற்சி ஆகிட்டே இருந்தது அதாவது அதிசாரமா வந்துட்டு போனாரு அது மாதிரி நாலு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து குரு பய பயிற்சி ஆகிட்டே இருந்தது இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் மாறக்கூடிய குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு குரு பகவான் மீனத்தில் தான் இருப்பார் இப்போ அதற்குண்டான பலன்களை தான் இப்போ பார்க்க போறீங்க ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பதினோராம் இடம் லாபஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கே குரு பகவான் அறுதனால உங்களுக்கு அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு உங்களுக்கு ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு இவர் வந்து அசுரகுரு அவர் தேவகுரு எப்படிங்க குரு பயிற்சி ஆகும்போது எங்களுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படி கிடையாது உங்களுக்கு பதினோராம் இட லாபஸ்தானாதிபதி கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கே ஒன் இயர்ல இருக்கிறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் தொழில அடுத்த கட்டத்துக்கு எப்படி அந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நீங்க கிரியேட்டிவிட்டி மைண்டா வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்க எடுத்து அந்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா அமையும் இது வந்து ஜனனகால ஜாதகத்தையும் நீங்க பாக்கணும் ஏன்னா என்ன தசா புத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஃபேவரபுளான தசை நடக்குதா உங்க லக்கணத்துக்கு இது ஃபேவரபுளா இருக்கா ஏன்னா மேஷ ராசில இருந்து லக்னத்துல இருந்து மீனம் ராசி மீன லக்னம் வரைக்கும் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லா ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் லக்னாதிபதி தசை நடக்குதா இல்லை எண்ணம்மதி தசை நடக்குது எட்டு குடையை தசை நடக்குதா மூணாறு எட்டு பன்னெண்டு குடையை தசை நடக்குதா இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் இந்த குரு பயிற்சி வந்து இந்த ஒன் இயருக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கோச்சாரப்படி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது உங்கள் ஜாதகப்படியுமே உங்களோட ஃபேவரபுளாக அதாவது சுக்கரதசையோ நீங்கள் ரிஷபலக்கணமாக இருந்தீங்கன்னா சுக்கரதசை வந்து உங்களுக்கு அந்த குரு பயிற்சி ஆயிருக்குதுன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இதே குரு தசை உங்கள் நீங்கள் ரிஷபலக்கணமாக இருக்கீங்க உங்களுக்கு குரு தசை வருது அப்படின்னா கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் குரு வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு அதே மாதிரி எட்டாம் இடம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் அதே மாதிரி ஆயிலையும் குறிக்கும் அதனால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுறதா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இப்போ ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல ஹம்சமாக குரு உக்காந்துட்டார் அப்போ விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ராஜயோகமும் உங்களுக்கு இருக்குது எப்படின்னா இவர் குரு பகவான் மீனம் வீட்டில் இருந்து கரெக்டா ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு தைரிய விரிஸ்தானத்தை பாக்குறாரு எதனால துணிச்சலா தைரியமா நீங்க ஒரு செயலில் இறங்குறதுக்கான காலகட்டம் தான் இது மிக போல்டா ஒரு சில விஷயத்தை எப்பவுமே நீங்க வந்து ஒரு அமைதியான ஒரு ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிக அந்த ஃபோர்ஸ்னஸ் இருக்காது ரிஷப ராசிக்கு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க லக்னமாகவும் இருக்கணும் அதுக்குதான் இது இந்த விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க அவங்க சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க எந்த விஷயமும் டக்குன்னு முன்னாடி வைக்க மாட்டாங்க வாய் வாய்விட்டு பேச மாட்டாங்க இதே மேஷ ராசிக்காரங்கள படபட படப்பட பேசிடுவாங்க மனசுல எதுவும் இருக்காது ஆனா ரிஷபராசி அப்படி கிடையாது ரொம்ப அமைதியா எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணும் ஒரு ப்ராப்ளத்தை அப்படின்னா அமைதியா இருந்துதான் அவங்க அவங்க வின் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த டைம்ல வந்து மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தையே வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பா வந்து தைரியமான ஒரு துணிச்சனால ஒரு முடிவு வந்து நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஏப்ரல் மாதம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஒரு துணிச்சனால முடிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் வழியா உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரி ஸ்தானமும் மூன்றாம் இடம் அதாவது தம்பி தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா சில ஹெல்ப் கிடைச்சி நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வீகத்தை பார்க்கறாரு அதனால் பூர்வீகத்தோட சொத்துக்கள் எதாவது பெண்டிங் இருக்கு எதாவது கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அது முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அந்த முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால வரைக்கும் குழந்தை இல்லாதவங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்குங்க கட்டாயம் பிறக்கும் ஏன்னா ரிஷப வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்திலே குரு பார்க்குறதுனால ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக கட்டாயம் கிடைக்கும் கண்டிப்பாக உருவாகும் இந்த ஒன் இயரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதே மாதிரி முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அதாவது குலதெய்வத்தோட வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அவங்களுடைய ஆசிர்வாதம் எப்பவும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அதனால் சக்சஸ்ஃபுல்லாக இந்த ஒன் இயர் வந்து சூப்பரா வருவீங்க நீங்க இந்த ஒன் இயர்ல வந்து நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க உங்களோட ட்ரீம்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் இப்படி எல்லாம் ஆகணும் எனக்கு ஒரு கோல் இருக்கு இது அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா முடியும் உங்க ஜாதகத்தை அடுத்தரெட் 100% எப்படி இருக்கு நீங்க எந்த அளவுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு அடுத்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பூர்த்தி ஆகிறது உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசா புத்தி அந்தரம் என்ன தசை நடக்குது உங்களுடைய லக்னத்துக்கு என்ன தசை நடக்குது அதாவது லக்னாதிபதி திசை நடக்குதா இல்ல நாலு கூட சுகஸ்தானாதிபதி திசை நடக்குதா ஏழு கூட கேந்திராதிபதி திசையா அதை மாதிரி நம்ம டீட்டெயிலா பார்த்தா மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அதை ஒரு தடவை வெ வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுங்கன்னா நல்லா இருக்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து ஏழாம் மணிக்கு களத்திரஸ்தானத்தை பார்க்குறது வரைக்கும் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குது மேரேஜ் அப்படின்னா கட்டாயம் வந்து இப்போது உங்களுக்கு முடிகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போயே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு வந்து திருமணம் நடந்துடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல குரு வராரு மூன்றாம் இட தைரிய ஸ்தானத்தையும் பாக்கிறாரு ஐந்தாம் இட பூர்வ புண்ணி ஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் இட கலத்திரத்தையும் பாக்கிறாரு அப்ப மனைவி மூலியமா இப்ப திருமணம் ஆனவங்களா மனைவி மூலியமா ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதே மனைவி இருந்தாங்கன்னா கணவர் மூலியமா ஆதாயங்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கு அது மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையே அந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது முற்றிலும் வந்து முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு விஷயமா நீங்க வந்து கொண்டு போவீங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் அதனால் நிறைய நீங்கள் கடந்த ஐந்து வருடமாக ரொம்ப பலாத பாடு பட்டுட்டீங்க அஷ்டம சனியில் ரொம்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிஞ்சு கூட இருப்பீங்க சில கணன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாமல் நிறைய குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஒன்று சேரத்துக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு இன்னும் ஏழாம் இட குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து ஒன்று சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுமூகமாக ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் கண்டிப்பாக ஆகும் இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக நிச்சயம் வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கறது நல்லது பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்தில் ராகு இருக்கார் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானம்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது அதாவது இது பண்ணலாமா அது பண்ணலாமா பிஸ்னஸ் என்ன மாதிரி கொண்டு போகலாம் என்ன பண்ணணும் நம்ம சக்ஸஸாக வரது அப்படின்னா பல திங்கிங் பல விஷயங்கள் வந்து நீங்கள் பிரெயினில் போட்டு ரொம்ப யோசிச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் தூங்கவே மாட்டீங்க இந்த ஆண்டெல்லாம் அதே மாதிரி ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் அதிகாரமாக வராரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் ப்ரமோஷன் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்ஸஸ் நிறையா இருக்குது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து இந்த வருடம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிஸ்னஸ் ஆகட்டும் உங்கள் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரு பெரிய மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப மீட்டு பெறக்கூடிய காலகட்டம் தான் இது நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ கடைசியாக ஒரு ஐந்து வருடம் வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய மன வருத்தங்கள் நிறைய மனவேதனைகள் கொடுத்துருக்கோம் வீட்டில் கணவர் மனைவி பிரச்சனை இருக்கும் மாமனார் மாமியார் சண்டை இருந்திருக்கோம் எல்லா பிரச்சனையும் முறியடிச்சு பழைய மாதிரி நீங்கள் வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் தான் இது உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஃபஸ்ட் க்ளாஸாக வருவீங்க நீங்கள் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிறது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடியும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் பார்த்தா அதுக்கு உண்டான ஃபேவரபுளான தசை புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணலாம் நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்கீங்க அதை நோக்கி நீங்கள் போய்ட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கூடை விரைவில் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவன் எனர்ஜி ஹிலிங் திருப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்